ஓம் குரு போகர் பாத பங்கஜம் நமக பழனாபுரி என்றும் வையாபுரி என்றும் சங்க காலத்தில் தென் போதனி நகரம் என்றும் ஔவையாரா சித்தன் வாழ்வு என்றும் இன்னும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயர்களை தாங்கி வந்த பழம் நீயின் ஆதி காலம் தொட்டு பூஜித்து வந்தும் பழனியின் ஆதினஸ்தர்கள் என்றும் இன்றும் பழ கிலோமீட்டர் நடந்த செங்குத்தான மலையின் பாதையில் வெய்யில் மலை பாராது திருமஞ்சனம் கைங்கரியம் நிறைவேற்றி வரும் போகர் மற்றும் புளிப்பானி நயனத்தை பண்டாரம் வழியாக இன்றும் திரு தோண்டாற்றி வரும் அறுபத்தி நாலு திருமஞ்சன பண்டாரங்கள் வழிமுறையாக வந்த அடியேன் சித்தாந்த ரத்னம் கா ஜெயந்தருப்பையா பழனி சித்தன் வாழ்வு யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்மீக ஆய்வுகள் மற்றும் கட்டுரைகள் பகிரப்படும்